எனக்கு மட்டும் சூர் தாங்கும் சக்தி இருந்திருந்தா வானத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த சூரியனை கலத்தி வந்து உன் வீட்டில் இருக்கும் மதிப்புக்கு நெருப்பாக்கியிருப்பேன் எனக்கு மட்டும் கடும் குளிரினை தாங்கும் சக்தி இருந்திருந்தா அந்த நிலவினை பறித்து வந்து உன் நெற்றியில் திலகமிட்டு பொன்னே புது பொங்கி வரும் பூந்தமிலே கண்ணே கனினமுலே கற்கண்டே கனிரசமே என்று கனிய கனிய கவிதை வாடியிருப்பேன் எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் ஆகாயத்தில் விதைக்கப்பட்டிருக்கும் அத்தனை விண்மீன்களையும் மல்லி வந்து